நான் இப்பொழுது என்னை கவர்ந்த தலைவர் தளபதி ஸ்டாலின் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் ஒவ்வொரு வார்த்தையும் சிதுக்கிய வார்த்தைகள் கலைஞர் கலைஞர் ஓர் பயிற்சி பட்டரே அன்றைக்கே நம் தளபதி அவர்களை செயல் தலைவராக்கி அழகு பார்த்தவர்தான் நம் கலைஞர்கள் பல முதலமைச்சர்களை உருவாக்கிய பிரதமர் என்று சொல்வதில் பெருமை இல்லை பல பிரதமர்களை உருவாக்கிய முதலமைச்சர் நம் கலைஞர் என்று சொல்வதுதான் பெருமை அப்படிப்பட்ட கலைஞரின் அரசியல் மாணவர் தளபதி ஸ்டாலின் கலைஞரே நீற்றினையின் வெற்றிப்படிகள் தளபதி என்றால் தளபதி படித்தது ஆமா தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அவ்வாறவற்றை வாரிசு புன் வாரிசு என விட்டார் இன்றைய தமிழக அரசியலில் தளபதியும் நீதான் தலையும் நீதான் முன்பெல்லாம் பணத்தை நீட்டினால் மருத்துவ படிப்பு இப்பொழுதும் நீட்டினால் மருத்துவ படிப்பு இப்படி நீட்டினால் நீட்டினால் மட்டுமே படிப்பு என்றால் என் மக்கள் என்ன செய்வார்கள் ஏழை மக்களுக்காக நீட்டிற்கான போராட்டத்தை நீட்டித்துக் கொண்டிருக்கும் ஒரே தலைவர் நம் தளபதி அவர்கள் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி அறிஞர் அண்ணாவின் வழித்தோன்றல் கலைஞர் சென்னை எழில் மிகு நாளமாக கனவு கண்டார் கலைஞர் அக்கனவை நிறைவேற்றியது நாற்பத்தி நான்கு வயது நாற்பத்தி நான்காவது மேயராக பதவியேற்ற நம் தளபதி அவர்கள் தளபதி அவர்களை ஒரு கட்சியின் தலைவராக சுருக்கி விட முடியாது காரணம் ஒரு தலைவனுக்காக தொண்டன் போல் உழைத்தல் கொரோனா உச்சத்தில் இருந்த போது பிபிஇ கிட் அணிந்து கொரோனா நோயாளிகளை பார்த்து ஆறுதல் கூடிய முதல் தலைவர் இவர் முன்கள பணியாளர்களுக்கு மேலும் ஆர்வம் மூட்டை உதவும் நாம் சொன்னானே தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலி தோன்றாமை நன்று இக்குரல் ஏற்ப நிர்வாகத்தில் மட்டும் இல்லை மத்த மனிதனும் நீங்க இடம் பிடித்தார் அதனால் என்னை காந்த தலைவர் தளபதி ஸ்டாலின் நன்றி வணக்கம்